ஆனால் மேலே போகலாம் போயிட்டு பார்த்துடலாம் வரலாம்ல ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ் அதுக்கப்புறம் கைசி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி பக்கத்தில் தவலகிரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இந்த கோயில் நான் எப்போ வந்திருக்கேன் ஒரு செவன்த்து எயித்து படிக்கும்போது வந்திருக்கேன் நான் ஆக்சுவலாக நான் வந்து போயிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்ட ரொம்ப நாள் கழித்து இந்த கோயிலுக்கு வரோன்னு ஆசை என்னால் கார்த்திகை தீபம் இந்த கோயில் செம்ம ஃபேமஸ் வந்தாச்சு சரௌண்டிங்கில் இப்போ வந்திருக்கேன் ஏறிட்டு இருக்கோம் மேலே நானே மச்சானோ அப்படியே கொஞ்சம் நாளாக ஏறிட்டே இருப்போம் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் மேலே அவன் மலை ஏறிட்டு இருந்தோமா ஏறி நான் வீடியோவை பாஸ் பண்ணுறேன் அப்பயே பார்த்தா பச்சை பாம்பு அப்படியே செம்மையாக போய்ட்டுருக்கு நான் கவனிக்கல இதை மச்சான் தான் சொன்னான் பாம்பு இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்கு என்ன ஒன்றும் பயபுடல போடாமல் போயிட்டாருன்னா போதும் யாருன்னா போட்டுற போகிறாரு சரி ஓகே இதே பார்த்தா நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் நம்ம மேலே ஏறலாம் கைஸ் ஒரு ஐம்பது ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம் வியூ செம்மையாக இருக்குது ஃபுல்லாக வயல்தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏறி அப்படியே சூரிய பகவான் வந்து அஸ்தமனாகிறாரு ஆக்சுவலாக நான் காலையே வரலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் ஒரு டூ டேஸாக வரலான்ற பிளான் தான் பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால மச்சோன்னு வீட்டில் சும்மா ரெஸ்ட் ஏதா இருந்தான் அதனால சரி ஈவினிங்காக கிளம்புவான் டென்ஷனாக இருக்கேவா எங்கேயாவது போகலாம் அப்படின்னா அப்படியே வியூ மட்டும் பாருங்கள் செம்மையாக இருக்குது அப்படியே சூரிய பகவான் செம்மையாக உள்ள போகிறாரு சூரிய பகவான் அந்த கார்னில் வச்சு இந்த வியூ பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது உள்ள இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் போட்டிருக்காங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடு இருக்கும் பாதெலாம் இந்த ஸ்டெப்ஸ் இப்போதான் ரீசெண்டாக போட்டாங்க இங்கே கேட்டேன் ஒருத்தர் கீழே உட்காந்துருந்தார் அவர் லோக்கல் போல் வாக்கிங் மாதிரி வந்துருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எத்தனை மாதம் ஆகுது போட்டு சாரி எவ்வளோ நல்லாயிருக்குது போட்டு அப்படின்றதுக்கு இப்போ ரீசெண்டாக போட்டு அந்த வழியிலையும் போகலாம் இருக்குது என்ன ஒன்று ரொம்ப கரடு முருடாக இருக்கிறதனால ஈவினிங் டைம் வந்துருக்கோம் ஏதாவது பாம்பு அப்படி ஏதாவது இருக்கும் சரி ஓகே நம்ம இதிலேயே மேலே போவோம் அப்படியே மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே சிவன் கோயில்தான் இருக்குது இன்னொரு அண்ணன கேட்டிருந்ததுக்கு அவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க அவர் வந்து கும்பாபிஷேகத்துக்காக ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்குது மேலே கோயில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சரி ஓகே மலை லாய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா பயன்ரூவா மூச்சு வாங்குது சரி ஓகே கைஸ் திருப்பி அவங்கள பார்க்குறேன் கைஸ் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டெப்ஸ்லாம் இப்போ தான் கட்டினாங்க அப்படின்ட்டு மண் அது இதுன்னு பார்த்தா மேலே கொண்டு போகிறதுக்காக அங்கே குமிச்சு வச்சுருக்காங்க ஊட்ட மூட்டியாக ரீசென்ட்டாக கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து கார்த்திகை தீபத்துக்கு செம்ம ஃபேமஸ் திருவண்ணாமலை எப்படி கார்த்திகை தீபத்துக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இந்த கோயில் செம்மையாக இருக்கும் வியூ மட்டும் இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் ஹோல் வந்தால் சிட்டி அப்படியே தெரியும் அந்த அளவுக்கு மேலே வந்துருக்கோம் செம்மா கஷ்டமாக இருக்குது செம்மா ஹைட்டு பயங்கர நெட்டாக இருக்குது மழை படிக்கட்டலாம் ஃபுல்லாகவே செம்மையாக மூச்சு வாங்கிகிட்டே இருக்கு அப்படியே ஏறிட்டே இருக்கோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டான் அந்த ஒரு மோட்டிவேஷன் வச்சு அப்படியே நான் கூட வந்துடுவேன் அதே மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கோம் பயங்கரமாக மூச்சுவாங்க நாங்கள் வீட்டில் வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் கீழே பைக்லேயே வச்சுட்டு வர ஒரு உற்சாகத்தில் அப்படியே ஏறிவிட்டோம் மேலே ஒரு நூறு படிக்கட்டு ஏறினோடனே தான் ஞாபகமே வச்சு வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வரல பைக்கில் இருக்கு அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது கைஸ் ஐயா ஸ்டெப்ஸு க்ளோஸா ஸ்டெப்ஸ் இதோட முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பாறையில் தான் நடக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பாறையே வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் மாதிரி ஐயோ டங்க்கு ஸ்லிப் ஆகுது பாறையே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி குறைஞ்சி வச்சுருக்காங்க கட் பண்ணி அப்போ செமாயிட்டா இருக்குது ப்ளஸ் இது வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க இது வந்து நாங்கள் இருக்க ஒரே அமிஷம் அப்படியே காட்டுறேன் இது வந்து பழைய படி முதல் எல்லோரும் பார்த்திங்களா அந்தபடி அப்படி வரும் குரங்கு இருக்குது அப்படியே இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாவம் ஒரு கால் உடஞ்சிருக்கு பாவம் வருங்க ஃபுல்லாக இது முதல்ல வர அந்த வழியை ஏறி அப்படியே இப்படி ஏறுவோம் பயங்கர நெட்டாக இருக்கும் பயங்கர நெட்டாக இருக்கு இதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும் ஃபுல்லாக பயங்கர ஸ்லோப்பு இது இப்போ புதுசாக போட்டபடி குரங்கு வரதுக்கு நான் தனியாக இருக்குன்னு நினச்சி அது என்னையோ முறைச்சிகிட்டு இருக்குது ஃபோனை என்ன பிடிக்கிட்டு போயிருமோன்ற ஒரு பயமாக இருக்குது சரி ஓகே அப்படியே ஸ்டெப்ஸ் கொஞ்சம் மேலே எறிட்டு அப்படி கண்டியூ பண்ணுறேன் கைஸ் வந்தது செம்ம ஒர்த்து அப்படியே பாருங்க செம்மையாக இருக்குது நீங்கள் யாரா வந்தவா சி இருந்து இந்த மலை ஏறி வியூ பார்க்கல அந்த கிளைமேட்டெலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கே போய் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நானே ரொம்ப வருஷம் கழித்து இவ்வளோ வரேன் ஆனால் வந்ததுக்கான ஒர்த் செம்மையாக இருக்குது இங்கே வருங்க அப்படியே இருங்க உங்களுக்கு வியூ காட்டு அப்படியே சரி செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த சீனியரை இருக்க வேறு லெவல் கைஸ் யாரையும் எங்கள் கூடிய அப்படியே பின்னாடி ரெண்டு பேர் தேதி வந்துட்டுருக்காங்க யாருன்னு தெரில பயங்கர டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க யாரும் ஆஃபீஸில் வந்திருக்காங்க போல் சும்மா சுற்றி பார்க்கலாம் வந்திருக்காங்க போல கைஸ் ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படி மேலே இருக்குது அன்னியூ பண்ணுற கைஸ் ஒரு வழியாக மேலே வந்துவிட்டோம் இந்த டைமில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் மேக்சிமம் ஸ்டெப்ஸ் ஏறும்போது உங்கள்கிட்ட காட்டல பாருங்க நம்ம ஏரியா அந்த படிக்கட்டு நம் பேர் அந்த ஸ்டெப்ஸு அப்படியே பாருங்கள் வயரல் லெவல் அதெல்லாம் ஒரு ஒரு ஊரோடய ஏரிங்க இருங்க அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்களேன் ஒரு வீடு மட்டும் வீடாக என்னன்னு தெரில தனியாக எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது சூப்பர் குரங்குங்க ஃபுல்லாக இருக்குது நம்மளோட திங்ஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களோடய ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் ஏன்னா அதிகமான ஆளுங்களே வரமாட்டுறாங்க இது ஒரு ஊர் அப்படியே வரங்க ஃபுல்லாக இதான் நம்ம வந்த நம்ம பார்க்க வந்திருக்கோம் சிவன் சிவ சிவா இது மண்டபம் செம்மையாக இருக்குது இல்லை நான் அப்படியே அப்படி போயிட்டு அந்த வியூஸ் கட்டுறேன் செம்மையாக தண்ணிடுச்சு கைஸ் ஆனால் வந்ததுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லணும் சூப்பர் சூப்பர் ஹர் லெவல் ஃபுல்லாக கீழே ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் அப்படியே ஹில்ஸு அப்படியே சின்ன சின்ன மாலைங்க நம்மளோட குருநாதர் தியானத்துல உக்காந்துருக்கடா குரங்கடா இப்படி கீழே போயிட்டு இப்படி வரலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா அந்த இது அந்த ஏனி மேலே தான் ஏறி போயிட்டு அதை உள்ளே வந்துட்டு ஒரு ஒரு டின்னு மாதிரி வச்சு அது ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி போட்டு தீ ஏற்றுவாங்க அஞ்சு நாள் வரையும் ஏறும் தீபம் ஏழு நாள் கூட ஏறியும் மழை பெஞ்சாலும் எரிஞ்சுட்டே இருக்கும் இது ஒரு கோயில் அப்படி இதெல்லாம் ஒரு கோவில் ஃபுல்லாகவே கோயில் தான் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக உடஞ்சி கிடக்கு இதுதான் இப்போ செஞ்சதில்லை எப்போ கட்டினாங்கன்னு யாருக்குமே தெரியாது கைஸ் அங்கே பார்த்திங்கன்னா வீடியோ எதுவுமே எடுக்க முடியல குரங்குங்க ஃபுல்லாக ஒரே டார்ச்சர் நிறைய குரங்குங்க ஒரு கொகைக்குள்ளே பூந்து புறமாரிலாம் வழியெலாம் செம்மையாக இருந்துச்சு அப்படியே சாமியை பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக வியூலாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டேன் ஓரளவுக்கு முடிஞ்சா நான் நூறு வாட்டி பகலில் மத்தியான டைமில் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இறங்கிட்டிருக்கேன் ஓரளவுக்கு இருட்ட ஆரம்பிச்சிச்சு எங்கள் கூட ரெண்டு பேர் இருந்தாங்கள்ல அவங்க பின்னாடி எங்க கூட தான் இறங்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்றா தான் ஏறணும் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே பொறுமையாக இறங்கிட்டு இருக்கோம் கைஸ் எப்படி ஃபுல்லாக இருட்டிருச்சு பாருங்கள் அதான் ஃபுல்லாக வந்தவாசி ஃபுல்லாக குரங்குங்க அதான் பாருங்கள் ஏறும்போது இந்த வியூ நான் காமிச்சிடல அதே வியூ தான் இது கைஸ் ஆக்சுவலாக பார்த்தா நம்ம இங்கேருந்தான் ஸ்டார்ட் பண்ணோம் மேலே ஏறது ஒரு வழியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து நம்ம கூட வந்திருந்தாங்கல்ல ரெண்டு பேர் அவங்க கூட அப்படியே பேசிவிட்டு அப்படியே பொறுமையே கீழே வந்துட்டோம் அங்கேயே பாருங்கள் இதுதான் கோயில் மேலே மேலே ஃபஸ்ட்டு ஒரு லைட் எடுத்து பார்த்தீங்களா அதுதான் கோயிலோட டாப்பு அப்படியே வர அந்த கரட முறையில் ரொம்ப பாதளாம் அப்படியே ஃபுல்லாக லைட் போட்டுருக்காங்க அதுக்கு அதுக்கு கீழே படி லைட் எடுத்துதில்லை அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் அப்படியே கிளைமேட்டு செம்மையாக இருக்குது ஃபுல்லாக நச்சுது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம அப்படியே லைக் பண்ணிங்க இந்த கோயிலுக்கு யாராவது விசிட் பண்ணிடுங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோஸை அப்படியே ஷேர் பண்ணி எதாவது சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள்